காமேஷோட அப்பா ராஜு ஒரு முடிஞ்சு போச்சு அப்புறம் அன்னைக்கு ரிசல்ட்டும் வர இருந்தது அதனால எல்லாரும் நோட்டீஸ் போர்டு கிட்ட கூடி நின்னாங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் ரிசல்ட்ட பாத்துட்டு பாஸ் ஆனவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க அப்பதான் எல்லாரும் பாருக்கும் நல்லா தெரியும் ஒரு ஆட்டோவை ஹோட்டல பார்ட்டி கொடுக்க முடியாது என்பையான சாப்பாடு தர அதுக்கு எங்க அப்பா முடியாதுன்னு சொல்லவே மாட்டாருங்கன்னு நினைச்சியா வீட்டுல சாப்பாடு குடுப்பாரா ஆனா எங்க அப்பாவை பாரு நான் தேர்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணி இருக்கேன் அப்பதான் என்ன கேட்டான் ஒரு கிப்ட் வேணும் அப்பா எல்லாரும் அவங்க பசங்களுக்கு அவங்க வீட்டுல ஏதாவது வாங்கி தராங்க என்னால என்னங்க பையனுக்கு எப்படி சைக்கிள் வாங்கி கொடுப்பீங்க உங்களுக்கு என்ன பைத்தியமா அவன் ஒரே ஒரு பையன் அது மட்டும் இல்லாம அவன் போறேன் அப்படி சொல்லிட்டு ராஜு காமேஷ் பிறந்த நாளைக்கு அவனோட கண்களுக்கு கட்டை கட்டி விட்டாரு மெல்ல மெல்ல அவனோட தோல் மேல கைய போட்டு தன்னோட வீட்டுல இருந்து வெளியே கூட்டிட்டு போனாரு வெளிய வந்து கண்கட்ட திறந்த உடனே காமேஷ் ஆச்சரியத்தோட பார்த்தான் புது ஸ்போர்ட்ஸ் பைக் இருந்தது பாத்தியா கீதா என் பையனோட முகத்துல எவ்ளோ சந்தோஷன்னு நான் பைக் கடனை கொஞ்சம் கொஞ்சமா அடைச்சிருவேன் அத பத்தி கவலையே வேண்டாம் ஆனா என் பையனோட முகத்துல இருக்கிற சந்தோஷம் லட்சத்துக்கு சமமானது ஏழ்மையான அப்பா சில வருஷங்களுக்கு முன்னாடியே தவறிட்டாரு அப்புறம் அவங்களோட அம்மா ரமா நாலஞ்சு வீட்டுல வீட்டு வேலைகளை செஞ்சு அவங்க வாழ்க்கை ஓட்டிக்கிட்டு இருந்தாங்க ஒரு நாள் விமல் அவங்களுக்காக நிறைய பலூன்ஸ் வித்துட்டு ஒரு புது சாரி வாங்கிட்டு வந்து அவங்களுக்கு குடுப்பேன் சரிமா நான் வியாபாரத்துக்கு கிளம்புறேன் அப்படி சொல்லிட்டு விமல் பலூன்ஸ் எடுத்துக்கிட்டு கிளம்பிட்ட ஒரு தங்கச்சி அவன் கிட்ட என்ன கேட்டான் நீங்க எனக்காக என்ன வாங்கிட்டு வந்திருக்கீங்க நீங்க சொன்னீங்க வாங்கிட்டு வரேன்னு அத மறந்துட்டீங்களா என்ன தங்கச்சி அப்படி கேட்டதும் விமல் ரொம்பவே வருத்தப்பட்டான் எனக்கு ஒே ஒன்னு வாங்கி கொடுங்கப்பா இந்தாப்பா பலூன் காரா பையா ஒரு பலூன் என்ன வேலை சார் நான் ஒரு பலூனை மூணு ரூபாக்குதான் வித்துக்கிட்டு இருக்கேன் ஆனா உங்களோட இந்த அழகான பையனுக்காக நான் ரெண்டு ரூபாய்க்கு தரலான்னு இருக்கேன் என்னது 2 ரூபாவா 1 ரூபாய்க்கு தரதா இருந்தாதா இல்லன்னா கிளம்பு இல்லன்னா இடத்த காலி பண்ணி போயிட்டேரு 1 ரூபாய்க்கு பலூன் வித்தா எனக்கு கட்டுப்பாடி ஆகாது சார் விருப்பம் இருந்தா கூடு இல்லன்னா கிளம்பிப்போ அந்தால் அப்படி சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிட்டாரு அவன் வீட்டுக்கு வந்ததும் தெளிச்சு விட்டான் அப்புறம் ரமாவுக்கு மயக்கம் தெளிஞ்சு சுய நினைவு அப்ப ரமா என்ன சொன்னாங்கன்னா பயப்படுற அளவுக்கு எதுமே இல்லப்பா கடந்த ரெண்டு நாளா நான் எதுவுமே சாப்பிடல எதெல்லாம் மிச்சம் இது இருந்ததோ அதெல்லாம் உனக்கும் உன் தங்கச்சிக்கும் பகிர்ந்து கொடுத்தேன் அதனாலதான் எனக்கு கொஞ்சம் மருந்து மாத்திர வாங்கணும்னா பணத்துக்கு நீ எங்கப்பா போவ நீங்க அத நினைச்சு கவலைப்படாதீங்கம்மா விமல் பஜாருக்கு போய் ஒரு மெடிக்கல் ஷாப்புக்கு வெளியே நின்னுகிட்டு பாத்துக்கிட்டே இருந்தா அப்பதான் ஒரு ஆள் வந்து தலசுத்தலுக்கும் சேர்த்து ஒரு மாத்திரையின்னாடி ஓடி வந்தாங்க அவன் வீட்டுக்கு வந்ததும் ரமா அவன் கிட்ட என்ன கேட்டாங்கன்னா மருந்து எப்படி கிடைச்சதுன்னு கேட்டாங்க அதுக்கு விமல் சொன்னா என்ன மன்னிச்சிருங்கம்மா என்ன மன்னிச்சிருங்க நான் இந்த மாத்திரைய திருடிக்கிட்டு வந்திருக்கேன் அந்த நேரம் மெடிக்கல் ஷாப் ஓனரும் அங்கிருந்து கிளம்பி போயிட்டாரு இங்க பாருப்பா ஒரு விஷயத்த தெல்லு புரிஞ்சுக்கோ எந்த ஒரு நிலைமையிலும் எந்த பொருளையும் திருடக் கூடாது ஏழையின் வித்தியாசமான ஆட்டோ இது பல வருஷங்களுக்கு முன்னாடி நடந்த விஷயம் மயூரிங்கிற பேர்ல ஒரு கிராமம் முதுமையால அவசப்பட்டு இருந்தாரு அதனால அவருக்கு மேஸ்திரியா வேலை செய்ய அதிகமா வேலைகள் எதுவுமே கிடைக்கல ஒரு நாள் அவர் தன்னோட வீட்டுல உட்கார்ந்துகிட்டு இருக்கும் போது அப்ப அவரோட நண்பன் வீர் சிங் அந்த இடத்துக்கு வந்தாரு என்ன என்னோட வருமானம் கூட ரொம்பவே குறைய ஆரம்பிச்சது ஆனா நான் என்னோட பேரனை கண்டிப்பா கவனிக்கணும்ல நான் ஏதோ ஒன்னு பண்ணி ஒரு வழியா அவனோட ஸ்கூல் பீஸ கட்டிட்டேன் ஆனா என்னால அவனை தினமும் காலையிலும்ாயங்காலமும் கூட்டிட்டு போக முடியல சீதாராம் இந்த விஷயத்திட்டு கொண்டு போய் பிக்அப் பண்ணிட்டு வந்துடுறேன் அத நினைச்சு நீ கவலைப்படாத வீர் சிங்குக்கு ரொம்பவே பிடிக்கும் அதனால அவரு சித்துவ மட்டும் இல்ல கிராமத்துல ஏழை குழந்தைகள் எல்லாரையும் தன்னோட ஆட்டோல உட்கார வச்சுக்கிட்டு ஸ்கூலுக்கு கொண்டு போய் விட்டுட்டாரு கொஞ்ச நாட்கள் எல்லாமே அடுத்த நாள் கூட வீர் சிங் வரவே இல்ல உடனே சித்து சீதாராம் கிட்ட போய் சொன்ன தாத்தா தாத்தா வீர் தாத்தா ரெண்டு நாளா எங்களை கூட்டிட்டு போக ஆட்டோ எடுத்துட்டு வரவே இல்லை நான் என்னக்கும் அவன் உள்ள போய் பார்த்ததும் வீர் சிங் தலையிலயும் கையிலயும் பேண்டேஜ் போட்டிருந்ததை பார்த்தான் வீர் சிங் தாத்தா உங்களுக்கு திடீர்னு என்ன ஆச்சு இதெல்லாம் எப்படி நடந்துச்சு பாப்பா சித்து வா முந்த நேத்து ஒரு லாரி காரன் குடிபோதையில போய் எல்லா விஷயத்தையும் தன்னோட தாத்தா கிட்ட சொன்னா அப்பதான் சித்து ஒரு விஷயத்த கேட்டா இங்க பாருங்க தாத்தா வீர் சிங் தாத்தாவோட ஆட்டோவ சரி பண்றதுக்காக லட்சம் ரூபாய் செலவாகும் போல இருக்கேன் நீங்கதான் பெரிய மேஸ்திரி ஆச்சே அந்த மட்டும்ாசமான வடிவத்தை ரொம்ப நல்லா இருக்குப்பா அப்போ நான் நாளைக்கே என்னோட வேலையை ஆரம்பிச்சுடுறேன் அப்புறம் சீதாராம் ஒட்டுமொத்த ஆட்டோவுக்கும் கல்லு அப்புறம் சிமெண்டால ஒரு புது வடிவத்தை கொடுத்தாரு செங்கல் உருவான ஆட்டோ பார்த்து ஆச்சரியப்பட்டாங்க சீதாராமோட இந்த வேலைய பார்த்துட்டு மறுபடியும் அவருக்கு ஏராளமான வேலைகள் தானா தேடி வர ஆரம்பிச்சது அப்புறம் சீதாராம் தன்னோட பேரன் கூட சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சாரு